சுவாமியே ஷரணமையப்பா எங்குள் நாதனே ஷரமையப்பா எங்களெல்லாம் இருப்பவரே ஷரமயப்பா சுவாமி சரணம் ஐயப்ப மகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஐயப்பன் மகளால் சபரிமலைக்கு மாலை போட்டுள்ளேன் ஐயப்பன் அனைவருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்க ஐயப்பனை பிரார்த்தனை செய்கிறேன் சுவாமி சரணம் இன்று ஐயப்பனுக்காக நான் எழுதிய புதிய பாடல் ஒன்று உங்கள் முன்பாடுகின்றேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்து இருக்க பெல்லைக்கான செலெக்ட் பண்ணி செலக்டால் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் சுவாமி மாமா மகரஜோதிக்கு அழைத்து செல்ல மாமா ஐயப்பனே ஐயப்பனே மாமா ஐங்கரனின் சுதரனே மாவா மணிகண்டனே மணிகண்டனே மாமா மகர ஜோதி கழைத்து செல்ல மாவா ஐயப்பனே ஐயப்பனே மாவா ஐங்கரனின் கார்த்திகையில் மாலை போட்டோம் மாவா காலையும் மாலையும் பூஜை செய்வோம் மாவா மார்கழியில் கட்டும் கட்ட மாவா எங்களுக்கு மார்கழியில் கட்டும் கட்ட மாவா சபரிமலை புக பொறோமாவா நாங்க சபரிமலை புகபுறோ மாவா மணிகண்டனே மணிகண்டனே மாவா மகர ஜோதி கழித்து செல்ல மாவா ஐயப்பனே ஐயப்பனே மாவா ஐங்கரனின் சுதரனே மாவா இருமெலியில் பேட்டி துள்ளுவோம் மாமா பெருவழியில் நடந்திடுவோம் மாமா பம்பையிலே பூஜை செய்வோம் மாமா பதினெட்டு படியேற பொறும் மாமா மணிகண்டனே மணிகண்டனே மகர ஜோதி கணித்து செல்ல மாவா ஐயப்பனே ஐயப்பனே மாவா ஐங்கரனின் சோதரனே மாவா ஆகாயத்தில் கருடன் கண்போம் மாமா ஆபரண பெட்டியும் கண்போம் மாமா பிஷேகம் செய்திடுவோம் சுவாமிக்கு நெய்யபிஷேகம் செய்திடுவோம் வாவா நினைச்சதெல்லாம் நடந்திடுமாவா நீங்க நினைச்சதெல்லாம் நடந்திடுமாவா மணிகண்டனே மணிகண்டனி மாவா மகர ஜோதி கழைத்துச் செல்ல மாமா ஐயப்பனே ஐயப்பனே மாமா ஐங்கரனின் சுதரனே மாவா ஐங்கரனின் சுதரனே சுவாமியே ஷரணமையப்பா ஓம் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்திருச்சிக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமாய உண்ண மருட்டுபடி மேல் வாழும் வீரன் வீரமணி கண்டன் காசிராமேஸ்வரம் வாண்டி மலையாளம் அணிந்தடைக்காடுகின்ற ஓம் ஸ்ரீ ஹரியர் சுதனானந்த சித்தன சுவாமியே ஷரணமையப்பா ஐயப்பம்மார்கள் நம்முடைய பாலகிருதம் தமிழ் சேனலில் பாலனின் ஐயப்பன் பாடல்கள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அதில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பாடல்கள் இருக்குது கேட்டு மகிழ்ந்து ஐயப்பன்கள் பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஐயப்பன் பாடலுடன் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறும் விடைபெறுபவர் உங்கள் பாலகிருந்த தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து நன்றி வணக்கம் சுவாமிசரவணம்